இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்தியா இந்தியன் சர்வர் தம இந்த சர்வரில் எங்கே நம்ம சர்வரில் டாப் ஆஃபிமெண்ட் பார்த்தீங்கன்னா நூறு டைமண்டுக்கு ஒரு கேரக்டர் ஐநூறு டைமண்டுக்கு அதே கேரக்டருக்கான பண்டல் அழாக்குது சுட்டு கொடுத்த பண்டல் சுட சுட சுட்டு ஆறி போய் கொடுத்த பண்டல் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டல் இது வந்து எப்படியே கேரக்டர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அது தெரிஞ்சு போனது தான் ஏன்னா அந்த போட்டிலாம் வாங்கினதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் இந்த மாதிரி எதனால் கேரக்டர் ஃப்ரீயாக கொடுத்து வாங்கி மேக்ஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு வேறு எதுவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூரோப் சர்வர்தான் சொல்ஜர்ஸ் யூரோப் சர்வரோடய டாப் அப் ஈவெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா என்னடா இதையா அடே என்னடா எல்லாம் எக்ஸாம் ஏட்டு இது ஈவோ இருக்குது டைமண்ட் அதா நாலு ஏழு எட்டு ஒம்பது கொடுத்துருக்கோம் அடா கரீனா வாழ்க்கை இந்தியன் சர்வர் ஒழிக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ கொடுக்குறத நான் மாற்றேன் இதுண்ணா டெய் என்னங்கட ஒரு டைமண்டுக்கு டாப்பப்பு ஐநூறு டைமண்டுக்கு டாப்பப்பு வெறும் அறநூறு டைமண்டுக்கு டாப் அப் ஆனால் எல்லாமே ஆட்டியோ போட்டுடுவாங்க போலையே நல்லா இருக்கு இவ்வளோ சரி வர வாழ்குது நமக்கு தான் ஒன்றும் கொடுக்கலை இப்போ நம்ம வந்திருக்கிறது டைவான் சர்வர் டைவானில் என்ன இருக்காங்க ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தா டாப் அப்புக்கு ஈவெண்ட்டே விழறேன் அட நெஜமாத்தான்ப்பா ஏப்ரல் ஃபுல்லில் எதுவும் இல்லை என்னது இது மூவாயிரத்து ஐநூறு டைமண்டுக்கு டாப்அப் பண்ணால் முந்நூறு டைமண்ட் அதுதான் இது என்ன டாப் அப் ஈவெண்ட் இல்லை இது ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரியும் ஏதோ புதுசா டோட்டல் டாப் அப் அப்படின்னு விட்டுருக்காங்களோ இருக்கிறத சொல்லிடுறேண்ணே இதில் என்னென்னு எனக்கே தெரியல சரியா பார்த்தீங்கன்னா ஐநூறு டைமண்ட் ரெண்டாயிரம் டைமண்ட் மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒருவேட மூவாயிரத்தி டைமு ஐநூறு டைமண்டுக்கு டாப் அப் பண்ணிங்கன்னா முந்நூறு டைமண்ட் தருவாங்களோ என்னோ அப்படி பார்த்தா கூட ஐநூறு டைமண்டு உங்களுக்கு மூவா டைமண்ட் மூவாயிரத்தி ஐநூறு டைமண்டுக்கு டாப்அப் பண்ணால் நாலாயிரம் டைமண்டு எனக்கே வாயிலாம் குளருது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு இஸ் இது கூட்டல் எட்நூறு இது ப்ளஸ் எட்நூறு அப்படியாருங்க ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ரூபாய் உங்களிடம் இருந்தால் இதற்கு டாப் அப் என இதற்கு டாப் அப் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நாலாயிரம் டைமண்டுகள் இனாம் இனாம் இனாம் அது மட்டுமல்லாமல் ஆறு என்ன அது பேர் டைமண்ட் ராயில் வயிறுச்சர்களும் ஒரு எவல்யூஷன் ஸ்டோனும் இனாம் இனாம் இனாம் ஹலோ க ஹலோ சோல்ஜர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிரசில் சர்வத்தை தான் பிரசில் சர்வரோட டாப் அப்பியூமெண்ட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவாக டாப் அப்பியூமெண்ட்டர் டாப் அப் இவெண்ட் இது உள்ளே போய் பார்த்தரலாம் கேரக்டர் இந்த கேரக்டர் ஃப்ரீயாகவே தான் தர தந்தாங்க எனக்கு ஆனால் ஓ பண்டல் மேற்கொண்டு முந்நூறு டைமண்டுக்கு டாப்அப் பண்ணிணா த மண்டே ஏ இந்த மண்டே வச்சுனா நாங்கள் என்னால் பண்ண முடியும் நீ என்ன பண்ணிக்கணும் கரீனா இதை ஒரு டைமண்டு இதை முந்நூறு டைமண்டுன்னு விட்டு இருக்கலாம் ஆ இதை முந்நூறு டைமண்டு ஒரு டைமண்டுன்னு விட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுப்போம் இது ரீவைன் பண்ணி விடுப்போம் ரிவேர்ஸில் இதுனா ஒரே ஒரு மண்டே முந்நூறு டேமுன்னு கொடுத்து யாருன்னா வாங்குவாங்களாடா வாங்க வாங்க வாங்குவாங்க நமக்கு அதெல்லாம் நமக்கு எதுக்கு சிங்கப்பூர் சர்வர் கரீனாவின் பிறப்பிடம் நம்ம ஏரியாவுக்கு என்னடா இது டாப் ராம்பிஜி ஒன்ட்டு டூ பெட்ரூமா ஹார்ட்டு போட்டு விட்டுருக்கு ரேஸ்கல் குளோவலா என்னடா இது ஓ க்ளோவல் நிற்கிற மாதிரி கெட்ட போயிடலாம் முடியாதா ஒக்கணும் இது போது அப்பா என்னது இது ஏதோ இந்த ஹெலா அதாவது அவேஞ்சர்ஸு தாரோட பார்ட் த்ரீ மூவின்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஹெலா அவங்க அக்கா வந்து ரிலீஸ் பண்ணுற ஆப்பில் காட்டுவாங்க அதில் வந்து வந்து பார்த்ததும் தாரை வந்து பார்த்ததும் எனக்கு இந்த மாதிரி தொப்பி இல்லை தொப்பி இல்லை கிரீடம் மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க அதிலேருந்து காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டுறான் கரீநாதில் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேக்கா okay இதோட வீடியோவும் முடிஞ்சது இதுக்கப்புறமா அதர் சர்வரில் இருக்க லக்கி ராயலா அது பேர் நான் ஆமாம் லக்கி ராயல் பற்றி தான் வீடியோ போட போகிறேன் அதுக்கு முன்னாடி ரேம் பிஜிவன்ட் பற்றி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்னத ஒரு ஷார்ட்ஸ் தான் வேறு எதுவும் இல்லை அதிகபட்சமாக போட சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தீங்க அதனால் கேட்கலாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே பத்தொம்பது சர்வர் இந்த வியட்நாமு மே மேிமம் பார்த்து என்கிட்ட இருக்கிற சர்வரில் வந்து பிரசிலில் மட்டும்தான் ஒம்பது டைமண்டில் ஆரம்பிக்கிறாங்க மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது டைமண்ட் இந்தியன் சர்வரில் நாற்பது டைமண்ட் ஸ்டார்டிங் தட்ஸ் ஆல் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச் பண்ணது வரைக்கும் மேலும் அடுத்த ஒரு வீடியோவிலேயே நாம் சந்திப்போம் என்று நினைக்கிறேன் பாய் காய்ஸ்